வணக்கம் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஆர் ஜே ஈஸ்வர் தான் பேசிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நானும் போயிட்டு சலோன் கடைகளில் நம்மளோட தமிழக அரசு தலைவர்களாக விட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கொரோனாவோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றால தளர்வுகள் ஓரளவு கிளியர் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து தளவுகள் விட்டுருக்காங்க அப்படின்றதுனால எல்லோருமே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்சளவு நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ முகக்கவசம் ப்ளஸ் வந்து சானிடைசர் சோசியல் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணமோ அதை மறுபடியும் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் எதுக்காக சொல்லிட்டோம்னா செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடி மூன்றாம் அலை வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சளவு சேஃபா இருப்போம் அது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆறு பார்த்தா நான் வந்து பேச வந்திருக்கேன் என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நியூஸுக்குள்ள போக்க போற முதல் நியூஸ் என்ன அப்படின்னா சீனாவால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆர்ட்டிஃபிஷியல் மஸ்கிட்டோஸ் அப்படின்ற கொசு தான் இப்போ பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி அதாவது கொசு இனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான இந்தியாவில் மட்டும் கிடையாது அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மலேரியா டெங்கு போன்ற நோய்களை வந்து அதிகமான அளவு வந்து பரப்பிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க சிங்கப்பூர் வந்து ஆர்டிஃபிஷியல் மஸ்கிட்டோஸ் அப்படின்ற வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் கொசுக்கள் ஆர்ட்டிஃபிஷியல் மஸ்கிட்டோஸ்க்கு மேலே வந்து அமெரிக்கா வந்து கிரியேட் பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீனா வந்து இதே ஆர்டிபிஷியல் மஸ்கிட்டோஸை உருவாகிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உருவாக்கிட்டு இருக்கும் போது ஆர்டிபிஷியல் மஸ்கிட்டோஸையும் உருவாக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இயற்கைக்கு மாறாக வந்து இது உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அங்கே சில எதிர்ப்புகள் வந்துட்டு வந்து மக்கள் மத்தியிலிருந்து சில எதிர்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இந்த கொசுக்கள்னால என்ன ப்ராப்ளம் வருது என்னென்ன கொசுக்கள் மக்களுக்கு அதிகமான விளைவுகளை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இனங்கள் மட்டும்தான் எவ்வளோ கொசு இனங்கள் இருந்தால் கூட மூன்று இனங்கள் மட்டுந்தான் மனிதர்களுக்கு அதிகமான தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏடிஸ் கொசு டெங்கு காய்ச்சல உருவாக்கக்கூடிய ஏடிஸ் தான் அதிகமான அளவு வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா ஒன்னா இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனோபிளஸ் அப்படின்ற கொசு பார்த்தீங்கன்னா மலேரியா காய்ச்சல வந்து உருவாக்கக்கூடியதா இருக்குது சிக்கன் முனியாவை உருவாக்கக்கூடிய கொசு இனங்கள் பார்த்தீங்கன்னா கியூலக்ஸ் அப்படின்ற கொசு இனங்கள் பார்த்தீங்க அதிகமான அளவு மக்களை வந்து ரொம்பவே அதிகமான அளவு பாதிக்கப்படக்கூடிய பிளஸ் வந்து அவங்க இறப்புக்கு கூட கொண்டு போகக்கூடியதை ஒன்னா இருக்குது இந்த மூன்று இனங்கள் மட்டும்தான் எவ்வளோதான் கொசுக்கள் இருந்தால் கூட இப்ப பார்த்தீங்கன்னா இது இயற்கை அதாவது ஒவ்வொரு படைப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைகள் வந்து எதாவது ஒன்று வந்து அழிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து எதாவது ஒன்று உருவாக்குறதுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து அதாவது படைக்கப்பட்டிருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ஆர் நவம்பரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் ஆர்டிஃபிஷியல் மஸ்கிட்டோஸ் ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி கூட அமெரிக்கா வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் வந்து இந்த ஆர்டிபி மஸ்கிட்டோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுறாங்க இப்போ சிங் இப்போ வந்து சீனக்காரவங்க வந்து இதை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த நிலைமைக்கு இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை அது இந்த கொசு இனங்களை உருவாக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மா புது உருவாகித அப்படிப்பட்ட இப்போப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத சில விஷயங்கள் கூட நடந்துக்கிட்டிருக்கு அப்படின்னு கூட தரலாம் சொல்லலாம் என்ன அப்படின்னா அமெரிக்கா இதுக்கு முன்னாடி சொன்னது என்ன அப்படின்னா ஏலியன்ஸ் வந்து பூமியில் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்க அது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அந்த டைமிங்கில் இருந்து இந்த ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஏலியன்ஸ் அப்படின்றது கட்டுக்கதை பூமியில் இருக்கு இருக்கிறதே கிடையாது அதாவது பூமியில் மட்டும் இல்லை நிறைய எந்த ஒரு அண்டவெளியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏலியன்ஸ் ப்ளஸ் வந்து பறக்கும் தட்டுகள் நம்மளுடைய பறக்கும் தட்டுகள் அப்படின்றது நம்மளுடைய ஹாலிவுட் படங்களில் ப்ளஸ் வந்து நார்மலான படங்களில் வந்து பார்த்துருப்போம் ஆனால் அந்த பறக்கும் தட்டுகளை பூமியில் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அமெரிக்கா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரி அமெரிக்காவில் ஏலியன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ப்ளஸ் வந்து அடிக்கடி பூமியில் வந்து வந்துட்டு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குது முக்கிய காரணம் அது மட்டும் பூமியில் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட வந்து ஒன்று ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வர்றாங்க ப்ளஸ் ஏலியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே வந்து இதை வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிளஸ் வந்து பீகார் எங்கேயோ பார்த்தீங்க அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய பிளஸ் வந்து அது ஏலியன்ஸ் வரக்கூடிய அந்த ஒரு கேட்டெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க அது இப்போ வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கூட அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை தான் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் இப்போ வந்து இது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சில ஆராய்ச்சியாளர்கள் ப்ளஸ் வந்து சில நாடுகள் கூட சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு சொல்ல வர்றாங்க விண்வெளியில் ப்ளஸ் வந்து பூமி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்ல வர்றாங்க ப்ளஸ் வந்து பூமியோட சுச்சுவேஷன் ப்ளஸ் வந்து பூமி இப்போ இருக்கிற கண்டிஷன் எல்லாத்தையும் பற்றி சொல்ல வர்றாங்க ப்ளஸ் வந்து மனிதர்களோட இருக்க பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதை பத்தினா ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த பறக்கும் தட்டுலாம் கிடச்சா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்மளாம் பறந்துகிட்டு சுற்றிட்டு இருக்கலாம்ல மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூப் ஆஃப் ஜி மாநாடு அப்படின்றத இந்த ஜி செவன் மாநாடு வந்து இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்குது இந்த ஜி செவன் மாநாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் வந்து பங்கேற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாடுகள் மட்டும்தான் பங்கேற்க முடியும் கனடா ஜெர்மன் ஈரோப் அமெரிக்கா ஜப்பான் சீனா போன்ற நாடுகள் முக்கியமான வளர்ச்சி அடைந்த நாடுகள் மட்டும்தான் இதை வந்து பங்கேற்பாங்க இதில் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஆஹ் பொருளாதாரம் அதாவது ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரம் இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன் பிளஸ் வந்து முக்கியமா அதிகமா அதிகமான அளவு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ராணுவம் மில்ட்ரி ஏர்ஃபோர்ஸ் ப்ளஸ் வந்து மில்ட்ரி இந்தக்கான முக்கிய இதுக்கு மட்டும்தான் இங்கே வந்து ஜி செவன் உச்சி வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமான நாடுகள் மட்டும்தான் பங்கேற்க முடியும் மற்ற நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ஒரு தரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்போ முக்கியமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா சில நாடுகள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள் இருந்தாங்க இந்த ஜி செவன் வந்து ஜி செவன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜி சிக்ஸ் அண்ட் ஜி சிக்ஸ் ஏ அப்படின்றது நிறைய நேமெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய நாடுகள் ப்ளஸ் வந்து இதில் விலகிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனா எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த ஜி செவன் ப்ளஸ் வந்து இதுலேருந்து இருக்கிற இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ப்ளஸ் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த இங்கே இருக்கிற மீட்டிங் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப முடியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில கண்டிப்பாக நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும் இந்த ஜி செவன் வந்து நிறைய நிறைய பேச்சுகளெல்லாம் பேசப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து இப்போ உள்ள இக்கட்டான சூழ்நிலை கொரோனா கொரோனா வேக்சினை நிறைய நிறைய பார்த்திங்கன்னா கொரோனா வேக்சினை பற்றியும் இங்கே வந்து பேசியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அனுவா வேக்ஸ் அப்படின்ற ஒரு கொரோனா வேக்சின் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதே வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பற்றியும் இதில் வந்து பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஜி உச்சி மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜி செவன் மாடல் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் ஜி செவன் மாடல் நடக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எங்கே வேணாலும் வைப்பாங்க ஒவ்வொரு இயரும் வந்து எங்கே வேணாலும் வைப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருக்கட்டும் ஜெர்மனில் இருக்கட்டும் இல்லை வந்து அமெரிக்காவில் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா இங்கே இந்த நாடுகள் ப்ளஸ் வந்து யுகே யுனைடெட் கிங்டத்தில் வந்து நடத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கே வேணாலும் நடக்கலாம் இதில் சரியான ஆஃபீஸ் வந்து கிடையாது இது வந்து ஒரு நார்மலான சும்மா எங்கே வேணாலும் வச்சு நடத்துகிற மாதிரியே தான் போயிட்டுருக்குது ஆனால் இதில் பேச்சுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக நாடுகளையே ஆளுமை படைத்த நாடுகள் வந்து அப்படின்ற முடிவுகள் எடுக்க போறாங்க இனிவரும் நாட்கள் எந்த அளவுக்கு இவங்க தான் இனிவரும் நாட்கள் நாட்டை கட்டி ஆள போறாங்களா இந்த உலகத்தை கட்டி ஆள போறாங்களா கூட அது வந்து நிதர்சனமான உண்மையாக தான் இருக்கும் கார்டோமயோபதி பாடி செக் சிடிசி ஸ்கேன் வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டிருக்காங்க எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு இல்லை வந்து உடல்நல கோளார் யாருக்கு இருக்குதோ அப்படின்ற மட்டும் இந்த சிடிசி ஸ்கேன் எடுக்கணும் கூட அடிக்கடி எடுக்கிறாங்க இந்த வந்து இதனால பதிவாகி இருந்தது உடல் அதிகமாக பாதிக்கப்படுவது வருது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் மூணு பேர் இந்த சிடி சிடி எடுக்கிறாங்க இல்லையா இதனால அதிகமான பேர் வந்து உடனே அடிக்கடி அடிக்கடி எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இது இறந்திருக்காங்க நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்குது இந்த கார்டியோமயோபதி அப்படின்ற கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க இது வந்து அதிகம் அதிகமான கூட மக்கள் மத்தியில் வந்து அதிகமான அளவு பிளக்கத்துக்கு வரலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிடிசி ஸ்கேன் அதாவது அதிகமான ப்ரெஷர் அதாவது மக்களுக்கு வந்து அதிகமான உழைப்பு உட உடல் உழைப்பு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்றால பார்த்திங்கன்னா அதிகமான ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரனால பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட சிடிசி ஸ்கேன் வந்து உடனே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சிடிசி ஸ்கேனை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுவோம் எதுக்காக அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான சான்சஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு தடுப்பூசி தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்றதாக இருக்கு மற்ற நாடுகளில் இருந்து மற்ற நாடுகளோட அரசாங்கம் என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்ஷீல்டு கோவிட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தடை பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய பயோடெக்காக உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கோவிட்ஷீல்டு இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அதிகமான அளவு போட்டுகிட்டு வந்துக்கிட்டிருந்தால் கூட மற்ற நாடுகளில் ஸ்டார்டிங்கிலேயே அதிகமான அளவு ஏற்றுமதி பண்ணி எல்லா மக்களுக்கும் போட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கண்டு இந்த தடுப்பூசி நூவ வேக்சின் அப்படின்ற ஒரு தடுப்பூசி தான் இதனால் இது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கனால நாங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமான மக்களுக்கு கிடைக்குது இந்தியன் என்ன ஆகப்போது அது மட்டும் இல்லாமல் கொரோனா மறுபடியும் அலையில் இந்த அமெரிக்கா கண்டுபிடிச்ச மருந்து வந்து போடப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பாக இந்த கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது நிறுவனங்கள் அந்த மருந்து நிறுவனங்கள் இல்லையா இந்த கோவிட் சீல்டு ப்ளஸ் வந்து கோவிட் நைன் மருந்து தடுப்பூசி போட்டாங்க இல்லையா இந்த மருந்தை உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் அதிகமான அளவு வந்து படக்காரப்பட்டியில் வந்து அதிகமாக இருந்துது அப்படின்னு கேள்விப்பட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் கிரியேட் பண்ணுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அவங்களும் ஒருவேளை பணக்கார ஆகுறங் பணக்கார லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆகுறாங்களா இல்லை வந்து நாங்களும் ஒரு பெரிய நாடு மிகப்பெரிய நாடு நாங்களும் கோவிட் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்றதுக்காக இதை வந்து கொண்டு போறோம் கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆறாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் பத்தி வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இதுதான் அதிகமான அளவு வந்து வாழ்ந்துகிட்டே இருந்தது பூமியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் ரொம்ப ஆண்டுகள் ரொம்ப வருடங்கள் வந்து நூற்றாண்டு கணக்காக வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தது டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி வந்து விலங்கு அப்படின்னு கூட சொல்றாங்க இதை வந்து ஒட்டண்ணி வந்து எல்லாம் நிறைய கக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க பிளஸ் வந்து தே ஒரு விலங்கு பாத்தீங்க அப்படினா எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடியதாக ஒன்றா இருக்குது அப்படின்னு கூட அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எங்கே வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிடலாய்டு அப்படின்ற உயிரினத்தை வச்சு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இது காலகட்டத்தில் ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க எந்தளவுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க இதை வந்து மனிதர்களை வந்து எதுவுமே இதனால் மனிதர்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு கூட இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க என்னால் முடிஞ்ச நான் அப்டேட் எல்லாம் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதோட கண்டிப்பாக இந்த ஒரு ஆறு நியூஸு தான் நான் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தான் மட்டும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இன்னொரு முக்கியமான ஆறு நியூஸ்தான் மீண்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆறு நியூஸ்கள்னா வந்து உங்களுக்காக நான் வந்து கொண்டு வர்றேன் ப்ளஸ் வந்து இதெல்லாம் எப்படி கொண்டு போகலாம் ப்ளஸ் வந்து ஃபன்னாக கொண்டு போகலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தவறலாமா கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடிக்கல அப்படின்னா கூட டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நியூஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்